உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதமான கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னாவே உங்களை ஒரு மாபெரும் மாயை சூழ்ந்து மறைத்து உங்களையே அறியாம உங்களை லாக் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கோம் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம் வாத்தியாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம் ரோட்ல போறவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம் எல்லாமே தெரியுது இன்னைக்கு எதை சொன்னாதான் உங்களுக்கு தெரியாம இருக்கு எதை சொன்னா அது தெரியும்பீங்க அதை சொன்னா அதுவும் தெரியும்பீங்க இதை சொன்னால் எல்லாமே தெரியுங்க எனக்கு நீங்கள் எங்கே ரிசல்ட் எங்கே சரி எல்லாம் தெரியுது ஏன் ரிசல்ட் வரலை அறிமுகம் வந்து யூடியூப் மூலமாக தான் கிடச்சிது புதுசாக ஒருத்தவங்க ஆன்மீகத்தில் அனுபவமே இல்லாதவங்க கூட பார்த்தா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கண்டினியூ பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ பார்ப்போம் அடுத்த வீடியோ பார்ப்போன்னா ஒன்றுக்கு ஒன்று கண்டின் கனெக்ஷன் இல்லாமல் தனித்தனித்தனியாக போயிட்டே இருக்காது என்டே இல்லை வீடியோ நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதை பார்த்த உடனே சரி லைவில் சாரை வந்து பார்க்கணும் அவர் புரோகிராம் கேட்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டாங்க ரெண்டு பேரும் வந்தோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நான் அடிச்சுக்கிறேன் போய்க்கிறேன்றதோட கொடுத்து சொல்லி கொடுத்தீங்க மெயினாக இந்த வாழ்க்கையை மனிதன் வாழ்வது எதற்காக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டுருக்கோம் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம் வாத்தியாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம் ரோட்டில் போகிறவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கேன் ஆமாவா இல்லையா இப்போ நமது வாழ்க்கையை முழுக்க நம்ம வந்து இப்படியே நம்ம வீட்டுக்காரங்களுக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம மனைவிக்காகவும் நம்ம அப்பாவுக்காகவும் நம்ம அம்மாவுக்காகவும் எப்போ அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையை நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள் என் கேள்வி முதல்ல எப்படி வாழணும் தம்பி முதல் கேள்வி ரெண்டாவது ஆல்ரெடி நான் நல்லா தானே இருக்கேன் நான் ஏன் நல்லா வாழணுன்ற கேள்வி ரெண்டு சினாரியோ தான் ஒஸ்டி இருக்க போகுது ஒன்னு எப்படி வாழணும் இன்னொன்னு நான் நல்லா தானே இருக்கேன் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற விருப்பத்தில் இருந்தாலும் நீங்கள் அடைய வேண்டிய தூரம்ன்றது நிறைய இருக்குது நான் ஏன் போனேன் ஆல்ரெடி நல்ல நிலையில் தான் இருக்குன்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் சென்று அடைய வேண்டிய தூரம் என்பது வெகு தொலைவில் உள்ளது புரியுதா நான் சொல்கிறது காரணம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதமான கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னாவே உங்களை ஒரு மாபெரும் மாயை சூழ்ந்து மறைத்து உங்களே அறியாமல் உங்களை லாக் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம் ஒருத்தனை கெடுக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணலாம் அவன் ஆசமாக போகணும்னு நீங்கள் திட்டம் அவன் வீணாக போகணுன்னு தவம் பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு ஒரு ஐஃபோன் ஒன்று கையில் எடுத்து கொடுத்து இருபத்தி மணி நேரம் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்து வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல பெட்டையும் கொடுத்துட்டு விட்டுருங்க அவனே நாசமாக போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண அவனை ஏனென்றால் அவனால் அடுத்த கட்டம் யோசிக்க முடியாது அவன் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகி அவனது மைண்ட் வந்து அதுக்கு பழக்கமாயிடும் எப்போ அவனோட மைண்ட் அந்த கம்ஃபோர்ட் சோனுக்கு பழக்கமாகி விடுகிறதோ வெளியே அவன் வந்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏனென்றால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவனை ஒரே ரூமில் அப்படி நீங்கள் பழகப்படுத்திருக்கீங்கன்னா ஒரு வருஷம் அவன் மைண்டு லேர்ன் பண்ணியிருக்கு தூங்குனா எப்படி போதையிலேயே போய் கையில் ஏதாவது எடுக்கிறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே படுத்துக்கிட்டே எப்படி சாப்பிட்றது டிவி பார்த்துக்கிட்டே எப்படி ரிமோட் அமுத்துறது எப்போ பார்த்தாலும் மொபைல்லே அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்கிறது சொல்லி அவனது மனம் மொத்தமும் அதற்கு பழகி விடுகிறது என்பதால் அவனே நினைத்தாலும் அவனால் உடனே வெளியே வர முடியாது அடிக்சன் இந்த அடிக்ஷன் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க நினைக்கிறீங்க குடி போதைக்கு அடிமையாகிறது ஒரு பெண்ணை வந்து புணர்றதுக்கு அதுல போய் அடிமையாகிறதா அடிக்சன் நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லை அடிக்ஷன் அதுவும் அடிக்ஷன் தான் பட் அடிக்ஷன் என்னன்னா எந்த ஒரு செயலையும் உங்களது அனுமதி இல்லாமல் உங்களது கவனம் இல்லாமல் பட்டாபூச்சியை விஷயம் புரிய மாட்டேங்குது கள்ளம் கபடம் மற்ற குழந்தைத்தன்மையே உச்சகட்ட ஞானம் தெரியுமா உங்களுக்கு எல்லாமே தெரியுது இன்னைக்கு எதை சொன்னாதான் உங்களுக்கு தெரியாம இருக்கு எதை சொன்னால் அது தெரியும்பீங்க அதை சொன்னால் அதுவும் தெரியும்பீங்க எதை சொன்னால் எல்லாமே தெரியுங்க எனக்கு எங்க ரிசல்ட் எங்க சரி எல்லாம் தெரியுது என்ன ரிசல்ட் வரல எல்லாவற்றையும் தெரிந்திருப்பதற்கு பெயர் ஞானம் அல்ல எல்லாவற்றையும் புரிந்து பெயரும் ஞானம் அல்ல ஏதோ ஒன்றை உணர்வு ஆழமாக உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அதுதான் ஞானம் இதை திருவள்ளுவர் ரொம்ப கிளியரா சொல்லி புரிய வச்சுட்டார் ஒரே வாரத்தில் என்ன சொல்றாருனா நீங்க எவ்வளோதான் வேலை இந்த உலகத்துல பாத்துட்டு இருந்தீங்கனாலும் சரி பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன பிறவி என்பது பெரும் கடல்பா இந்த பெருங்கடலை நீங்கள் நீந்தி கடந்துதான்ப்பா ஆக வேணும் நீங்க செய்யற வேலையே நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை செய்கிறது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தேவையான வேலை செய்கிறது ஊர் சுத்துறது ஜாலியாக இருக்கிறது இதே நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்ல இதெல்லாம் டைம் பாஸ்க்கு பண்ணக்கூடிய வேலைகள் வீடு கட்டுறது குழந்தைய பார்த்துக்கிறது பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கிறது மற்ற எல்லாரையும் பார்த்துக்கிறது எந்த செயல் என்று அவர் சொல்கிறார் என்றால் இது அனைத்தும் உங்களது லைஃப்ல டைம் பாஸுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஆனால் இந்த பார்ட் டைம் ஜாபை கடந்து உங்களோடது ஃபுல் டைம் ஜாப் எது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சத்தியமாக அடித்து சொல்கிறேன் நீங்கள் இறைவனை அடைய வேண்டியது மட்டுந்தான் நான் சொல்ல திருவள்ளுவரே சொல்கிறார் நமக்கு கைகால் இருப்பது தலை இருக்கிறது உடம்புல ரத்தம் ஓடுறது எலும்பு இருக்கிறது நரம்பு இருக்கிறது அனைத்திற்கும் மூல காரணம் என்னவென்றால் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் நீங்கள் இறைவனை கண்டுவிட வேண்டும்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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆகும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம் ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நிர்பந்தம் கிடையாது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண அல்லது பொருள் நீங்க செய்யணும் எழுப்பு போறோம் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்